இந்த ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா தெரியப்படுத்தினாதான் அவங்களுமே இது ஏன் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சிக்குள்ள வந்து கண்டிப்பா எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க அது எப்படி அந்த ஒரு ஃபீல் அவங்க கிட்ட வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க சக்சஸ்ஃபுல்லான ியல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தில இருந்தா அந்த ஒரு ஃபீல் அவங்க வரும் அதை தாண்டி வேற என்னதான் ட்ரைனிங் செக்ஷன் நாலேஜ் அது எதுவுமே கொடுத்தாலும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்டேஜ் அந்த நாலேஜ் எல்லாம் வச்சுட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் சோ இந்த மாதிரி ரெகக்னேஷன்ஸ் நீட்லதான் அவங்க கூப்பிடணும் இதுதான் உங்களுக்கு ஆக்டிவா வச்சிருக்கும் எப்பவுமே பூஸ்ட் அப் இது மட்டும்தான் நமக்கு எனர்ஜி டானிக் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டல் பாராட்டி எனக்கு தெரிஞ்சு நானே அதுக்காக தான் ஆசைப்படுவேன் ஏன்னா பணம்ங்கிறது எனக்கு செகண்ட்ரி தான் பர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து நான் பேசுறது நிறைய பேருக்கு கேட்கணும்ப்பா சூப்பரா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசே வந்து ஆசைப்படும் சோ நிறைய பேரும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆசையில இருப்பாங்க தான் பேசுறது இத்தனை பேர் கேக்குறாங்களே இவ்வளவு பேர் கை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க சோ அதனால எல்லாருமே எங்க கூப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நபருக்கு கிடைக்கும் நாளைக்கு நமக்கும் கிடைக்கும் அப்பதாங்க அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்களே இன்னைக்கு நம்ம பார்வையாளராக இருந்தீங்க கை தட்டுறோமா நாளைக்கு நமக்கும் இன்னொரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க ஆக்டிவேட் ஆவாங்க சோ கிட்டத்தட்ட நூறு பேரை நெருங்க போறோம் நெருங்கலை நெருங்குறதுக்கு இன்னும் ஆறு பேர் நமக்கு தேவைப்படுறாங்க சோ எல்லாருமே கால் பேக் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க எட்டு பதினஞ்சுக்கு இன்னும் ஒரு ஒன்னா டூ மினிட்ஸ்ல வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ எந்த மாதிரியான செக்ஷன் சொல்லிட்டு ஆரம்பித்திருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருமே ஸோ சூப்பர் ஒன் நாட் ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிடும் நம்ம வந்து செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு ஆரம்பி சொன்னால் எட்டு பதினஞ்சுக்கு ஷார்பாக இந்த ஒரு மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து மீட்டிங் செக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பாட்டு வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விபி சாருக்கு வந்து ஒரு தூணாக இருந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சீரீஸ் நிறைய சீரீஸ் இருக்காங்க அந்த சீரீஸ்லுமே டாப் த்ரீ வேற லெவலு அடைஞ்ச அந்த மூணு நபர்களை பத்தி தான் இந்த இடத்துல சி டி செந்தில் குமார் சார் அவங்க நான் ரெகனை குமார் சார் நீங்க அன்விட் பண்ணிட்டு அவங்க ரெகனை சார் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறது சந்த்ரு பேசுறேன் வாழ்த்துக்கள் சார் டாப் த்ரீ வந்ததுக்கு எல்லாருடைய சார்பாகவும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த சக்ஸஸ் டீமுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் வந்து டாப் த்ரீல நான் இந்த பால் டாப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிவிஸ் ஃபோனிக்ஸ் டீம் முடிச்சிருக்காங்க ஆதி ஆதி முருகன் சிடி மிஸ்டர் ஆதி சிடி அவர் எப்போ பார்த்தாலும் கலைக்கின்றே இருப்பார் இந்த வரையும் கலைக்கிருக்காரு நான் இவங்க டீம் மொத்த டீமும் சரி இவங்க அச்சீவ் பண்ண சிக்ஸ் பிவி மிஸ்டர் ஆதி டீம் டவுன்லின் எல்லாருக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நெக்ஸ்ட் ப் ஒன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செல்வகுமார் சூப்பர் அவங்க டீம் வந்து ஃபஸ்ட் அச்சீவ் பண்ணியிருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் பிவி நம்மெல்லாம் ஒரு ஒரு ஐடியும் சரி இல்லை பத்து ஐடி ஏதாவது ஒன்று எடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுவோம் சில பேர் கஷ்டப்படுவோம் இவங்க டீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாருமே நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஃபோர்டீன் தௌசண்ட் பிவி வரைக்கும் அச்சீவ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பா இது வந்து வேற ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அவங்க டீமுக்கு வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் செல்வ செல்வகுமார் என்னோட வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் வந்து இங்க ரெக்ட் ஆகிருப்பாங்க சார்பாக நான் இங்க எல்லாருக்கும் என்னோட விஷயம் சொல்லிக்கிறேன் மிஸ்டர் நந்தகோபால் சார் தென் நம்ம செல்வகுமார் சார் அதுக்கப்புறமேட்டு ஆதிமுருகன் சார் எல்லாருக்கும் என்னோட விஷயம் யாராவது மீட்டிங்ல இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் டாப் த்ரீ அச்சீவ் பண்ணிருக்கவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நந்தகோபால் சார் செல்வகுமார் சார் ரொம்ப ஹப்பியா இருக்கு வந்து வர முடியல சார் uh, so हां रेस पेंट पेसला सर ओके लेडीज நம்ம லீடஸ் ஆரம் உள்ள கரெண்டா இல்ல போல சோ நம்ம நெக்ஸ்ட் செஷன் போக ஆரம்பிச்சலாம் சோ டாப் 3 एग्जीक्यूटिव டைரக்டர்ஸ் அச்சுவ் பண்ணிருக்கத பாக்கலாம் சோ ஆடிசி ஆதிமூर्गन सर லைன்ல வந்திருக்காங்க நினைக்கிறேன் सर நான் உங்களுக்கு एडमिट ऑप्शन கொடுத்துட்டேன் सर ओके ओके ओके சூப்பர் சோ என்னோட வாய்ஸ் ஆடிபலா இருக்கா என்்ஸ் பண்றேன் அண்ட்ல எங்களோட டீம்ல இருக்கக்கூடிய நியூலி ஜாயின்டு பீப்புள்ஸ் வந்து நிறைய நிறைய விஷயங்கள்ஸ்க்கு கோஆபரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க நம்மளோட டீம் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் ஒவ்வொருத்தர்களும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க பட் அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈடிஸ் அண்ட் எல்வோட்ஸ் எல்லாம் சேரும் ஸோ கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய வாரங்களில் வந்து மிகப்பெரிய லெவல்ல இன்னும் வந்து பாத்தினா 퍼ஃபார்மன்ஸ் வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் சோ இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ இந்த சீரிஸ் அத்தனை பேருக்கு வந்து பாத்தினா थैंक यू बोलிக்கிறேன் சோ थैंक यू so much சூப்பர் சார் சூப்பர் ரொம்ப டீமை ரொம்ப சூப்பராவே நீங்க வந்து ரெகக்னிஷன் பண்ணிட்டீங்க சோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டாப் 3 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்ோட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க थैंक यू சோ டாப்ரீல வந்த எல்லாருக்குமே நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் அந்த கும்பல் சார் நான் ஆதி சார் அண்ட் மிஸ்டர் செல்வா சார் இவங்க எல்லாருமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்ன ஒரு எஃபெக்ட் போட்டு இருந்தோம் தாண்டி இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க என்ன ஒரு ரீசன் சொல்லிட்டு உண்மையாலுமே சூப்பரா இருந்தது ஒரு பிக் கங்கிராச்சுலேஷன்ஸ் பண்ணிக்கிறேன் சோ அடுத்தது சிடிஎஸ்க்கு ஒரு பேக் போனா இருந்து அவங்க இந்த ஒரு இடத்துக்கு வரது இவங்களுமே ஒரு மிகப்பெரிய பங்கா இருப்பாங்க அவங்க யாருன்னு பாத்தோன்னா எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் சொல்லிட்டு இவங்களோட பெரும் பங்கு அதுல இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தருமே பெரிய எஃபெக்ட் எடுத்திருப்பாங்க அந்த நபர்களை பத்தி தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ ஈடி சார் ரெகக்னைஸ் பண்றதுக்காக சுரேஷ் சார் அவங்கள வந்து நான் வந்து இன்வைட் பண்றேன் சார் நீங்க வந்து அன்விட் பண்ணிட்டு அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணலாம் மேடம் நீங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க மேம் ஸோ சார் இல்லைன்னா ஆஷா டேவிட் மேம் நீங்க வந்து அன்விட் பண்ணிட்டு இடி வந்து இன்வை பண்ணலாம் Thank you so much. சூப்பரா பண்ணிட்டு இருக்க நம்மளோட தமிழுக்கு ரொம்ப பெரிய கங்கராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் வந்து உள்ள இருக்காங்க ஆனா இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால நிறைய இடத்துல மீட்டிங் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே போஸ்ட் பாத்துருப்போம் ஸோ அதனால அங்கேயும் இருக்க வேண்டிய நிலைமை அதே மாதிரி இன்னைக்கு கார் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு இல்லையா சோ அந்த ரீசனால எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க அந்த ஒரு ரீசனாலதான் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஒரு சில நபர்களால இமீடியட்டா உள்ள வர முடியல ஸோ இப்போ நம்ம பாக்க போறது டாப் ஃபைவ் எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் சொன்ன மாதிரியே சீஃப் எக்ஸிக்டிவ் எக்ஸிகூட்டிவ் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பேக் போனா இருக்கிற நபர்களை பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் அவங்களுக்கான பாராட்டுக்களை தான் கொடுக்க போறோம் அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பர்சன் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் தேர்ட் பிளேஸ்ல வந்திருக்க நம்மளோட நாகப்பட்டினத்துல இருந்து இந்த பிசினஸ் சூப்பரா எடுத்து பண்ணிருக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றத தாண்டி அவங்க சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பேக் போன் சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்க மிஸ்டர் விஜின் இன்பன்ராஜ் கம்பெனியோடியாவோட எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் மூவாயிரத்தி இருநூத்தி இருபது பிவிக்கு கொடுத்து இன்னைக்கு டாப் தேர்ட் பெஸ்ட் இடி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வராரு தன்னோட சூப்பரான ஒரு விஷயத்த இந்த வாரமும் அக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன் விஜின் இன்னும் சூப்பரா இன்னும் இதை விட பெஸ்டா நீங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்டர்ஸ் இந்தியாவோட பெஸ்ட் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மகாராஜா பிரதர் வந்திருக்காரு ஸோ உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவரோட ஸ்பீச்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும் நிறைய யூடியூப் சேனல் யூடியூபர் அப்படின்ற ஒரு லெவலில் ஆயிட்டாரு இப்போ அவரு எவ்வளோ பிவி கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி கொடுத்து அவரோட சீப் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆதிமுருகனுக்கு ரொம்ப ரொம்ப பேக் சப்போர்ட்டிவா இருந்து இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட் இடி அப்படின்ற தக்க வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப பெரிய கங்கராஜுலேஷன் மகாராஜா இன்னும் சூப்பரா இன்னும் இத்தவிட பிரம்மாண்டமான உங்களோட வளர்ச்சிக்காக நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒன்ஸ் ரொம்ப பெரிய கங்கிராச்சு நெக்ஸ்ட் அந்த சூப்பரான பர்சன் ஹாப்பியா இருக்கு இவங்க பேரை சொல்றதுக்கு இன்னைக்கு அஹ் ஓசூர் நினைக்கிறேன் சோ அந்த ஏரியால இருந்து சூப்பரா இன்னைக்கு பிசினஸ் எடுத்து அவங்க அவங்க டீம் ஹேண்டிலிங் ஆகட்டும் அவங்க டீம் வழிநடத்தி கொண்டு போற வீதம் ஆகட்டும் இன்னைக்கு தனித்துவத்தை அந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்க ஒரு நபர் நம்மளோட நாகரத்னா மேம் இந்தியாவுல பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட் இடி அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு டாப்ஷனுக்கு வந்து சும்மா இல்ல ஏழாயிரத்தி இருநூறு பிவி குடுத்து இன்னைக்கு அவங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க உண்மையாவே இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ஸோ உண்மையாவே எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த இடத்துல சிங்கப்பெண் கங்கராஜுலேஷன் உங்களுக்கான வாய்ப்புகள் கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு இடத்துல நீங்க சொல்லிட்டு நாங்க இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம் சோ ரொம்ப பெரிய கங்கராஜுலேஷன் மேம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இந்த மாதிரியான மூணு சூப்பரான பர்சன்ஸ வாழ்த்துறதுக்கு அவங்களை விஷ் பண்றதுக்காக என்ன இன்வைட் பண்ண நம்மளோட தமிழ் அதே மாதிரி இன்னைக்கு செக்ஷனை எடுத்து பண்ற டேவிட் சார் அண்ட் சந்தோஷ் சார் சோ உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய थैங்க்ஸ் சொல்றேன் थैंक यू थैंक यू so much to all थैंक यू so much மா கंग्रेचुலேஷன் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் டாப் 3 ல வந்தவங்க சோ एक्चुअली நான் அன்மியூட் பண்றதுக்குலே பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டர் பேச ஆரம்பிச்சாங்க ஓகே எனிவே சோ நான் பேசனாலும் ஓனதா என் சிஸ்டர் பேசனாலும் ஓனதா நம்பர் 3rd பொசிஷன்ல வந்த விஜின் பிரதர் அண்ட் செகண்ட் பொசிஷன்ல வந்த மகாராஜன் फर्स्ट பொசிஷன்ல வந்த நாகரத்னா என்னோட நானுமே என்னுடைய சர்பாங்க வாழ்த்துக்கள் அந்த மூணு நபர்களும் இந்த மீட்டிங் உங்களுடைய ஷேரிங்ஸ் வந்து நீங்க குடுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நாகரத்னா मैम வந்து ஹேன்ட்ரேஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து அன்mute ஆப்ஷன் தரோ நீங்க பேசுவாங்க ค่ะ मैम तमिल செல்வி मैम சூப்பர் ஹோஸ்டிங்ွန်மலே انا காங்க्रेस பண்ணதுக்கு थैंक यू சுரேஷ் सर एंड आशा டேவிட் मैम ஆ சோွန်மலே பாத்தீங்கனா சக்சஸ் செல்வா டீம்ல இருந்தத நான் அச்சு பண்ணிருக்கேன் ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்க சக்ஸஸ் செல்வா தான் ரீசன்னு சொல்லலாம் ஏன்னா அவரு பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப ஹார்ட் பண்ணுவாரு ஸோ அதே மாதிரிதான் அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஏடிஸும் நினைக்கிறோம் ஸோ அதனாலதான் இந்த அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீம்ல வந்து என்னோட லைஃப் தான் எதுக்கு ரீசன் சொல்லலாம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க So, So, So, so So, in the up, in the thanks thanks. Congress Once again, Thank Thank you, Thank you so much. And the next, Maharajan, Sir, option. Okay. So the lab, madam. Ah, yes, sir. option. Okay, yes, Screen மேடம் sir. அனைவருக்கும் இங்க மாலை வணக்கம் ஒரு கொஞ்சம் இருக்கு சோ இதுக்காக நான் வீடியோ சமைச்சேன் வந்தேன் அப்படின்னா இந்த சரியா பிடிப்பட மாட்டுறது பாதிக்கிறதுக்கு நம்பிக்கை வர மாட்டுறது அதுக்காகவே நம்ம வீடியோல நம்ம பிளான குடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் குடுக்க ஆரம்பிச்சேன் அது வந்து இப்போ நிறைய நம்மட தமிழ்நாடு ஃபுல்லா சரி இந்தியா ஃபுல்லா சரி பாரின் கண்ட்ரீஸ்லயும் டீம் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ ரொம்பவே சூப்பராக டீம் போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம முகத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை ஒன்றும் எக்ஸ்ட்ரா ட்ரஸ்ட் ஆகுறாங்க சோ அதனாலதான் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல யார் ட்ரைஸா இருந்தாலும் மோஸ்ட்லி கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் அதாவது பேசக்கூடிய பர்சன்ஸாக வீடியோல பேசும்போது நல்ல ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட் வர்றதுங்காலே அதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நான் புரியுது இல்ல இந்த ஒரு செகண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கு என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஈச் அண்ட் எவரி ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்க்குமே சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாரோட ஒரு பெரிய சப்போர்ட் ஆலயும் அவங்க எல்லாரோட ஹெல்ப் ஆனால் மட்டும்தான் எந்த அளவுக்கு சூப்பரா வர முடிஞ்சு அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பிசினஸ் எடுக்கிறோம்ங்கிறத விட பிசினஸ் எந்த அளவுக்கு கத்துக்கிறோம் அதை எந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் நம்ம டீமுக்கு டூப்ளிகேட் பண்றோம் நமக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை கொடுக்கும் எப்பவுமே இந்த பர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது ஜெஸ்ட் மிஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்னு பாத்திருக்கேன் பட் வர வர கொஞ்சம் அதிகமான போட்டிகள் ரொம்ப அதிகமா சூப்பரா போய்கிட்டு இருக்கு சூன் அந்த அப்படிங்கறத பிடிக்கிறதுக்காக மிகப்பெரிய அளவு ஹார்ட் ஒர்க்கும் எப்போட்டும் நம்ம டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்துக்குமே போட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பிளேசஸ் அப்படிங்கிறது நம்ம என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னா அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஸோ வேலை பார்க்கறதோட ரொம்ப முக்கியம் வேலைய கெட்டா நிறையா சூப்பரா பாருங்க சூப்பராக சம்பாதிக்கலாம் தென் நிறைய பாராட்டுகளும் பண்ணிட்டு இருக்கு இது இவங்களுக்கு தான் பாராட்டு அவங்களுக்கு தான் பாராட்டுலாம் கிடையாது நம்ம கம்பெனியை பொறுத்தவரையில் எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ஈக்குவல் ஈக்குவலான பெனிஃபிட்ஸும் ஈக்குவலான ஆஃபர்ஸும் ஈக்குவலான பாராட்டுகள் தான் கொடுக்குறாங்க யாருக்கு எவ்வளோ வேணுமோ இரங்க அடிச்சு வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு பாராட்டே வாங்கிட்டு என்ன ரொம்ப பேசலாம் ஆஹ் ஓகே மேம் சோ இந்த வீக் இந்த வீக் பாத்தீங்கன்னா நான் தேர்ட் பிளேஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன் சோ இது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஆஹ் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம நாகரத்னா மேம் அவங்க வந்து டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க மகாராஜன் சார் டாப் செகண்ட் அடிச்சிருக்கீங்க உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன் நான் சொல்லிக்கிறேன் நம்ம எப்பவுமே வந்து ஒரு பயங்கரமான போட்டியில போயிட்டு இருக்கோம் சோ இத தொடர்ச்சியை நம்ம எல்லாம் செஞ்சு இந்த பிளேஸ்ங்கிறத தக்க வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த லெவல் நம்ம எல்லாரும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா மணி இஸ் ரியல் மோட்டிவேட்டர் ரியல் மோட்டிவேட்டர்ன்னு சொல்லி மட்டுமே எங்களோட சீஃப் எக்ஸிகூட்டிவ் வந்து ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க thank you thank you so much sir and nanume uh, once again ellarkume congratulations panikiren you know, ena what is secret of your success abrinda or vishayatha vandu inga share panirking ena la pani naanga success panna abrinda or vishayatha inga sollumbodhu adu kekkura ellarkume kandipa avanga useful ah irukum abrinda or vishayatha vandu naambara so ellarkum thank you panikiren nagaratna maam and magarajin uh, sir and சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கான ஒரு ஒர்க்க தான் கண்டிப்பா நிச்சயமா போட்டுட்டு இருப்பாங்க அந்த ஒரு ஒர்க் அவுட்டை போட்டு லாஸ்ட் வீக் யாரு அந்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தான் இந்த இடத்த நம்ம வந்து பாக்க போறோம் பண்ணுங்க மேம் அவங்களை ரெகனை பண்றதுக்காக சுரேஷ் சார் உங்களை வந்து நான் இந்த இடத்துல வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன் இந்த வீக் பாத்தீங்க அப்படினா டைமண்ட் டைரக்டரா வந்து சில பேர் முடிச்சிருக்காங்க ஷாபோ சார் சோ சக்ஸஸ் செல்வா டீம்ல இருந்து பிராண்ட் நியூ டைமண்ட் டைரக்டரா இருக்காங்க சோ கंग्रेचुலேஷன் சார் அடுத்து வந்து டபுள் டைமண்ட் ட்ரிபிள் டைமண்ட் பிரசிடென்ட் டைமண்ட்ல આવணும் சோ ஆல் தி பெஸ்ட் அடுத்து அடுத்து நீங்க வளர்றதுக்கு அடுத்து एग्जीक्यूटिव டைரக்டரா ஆணும் சிடி ஆவணும்னு சொல்லி நான் வாழ்த்திக்கிறேன் அடுத்து என்ன கंग्रेचुலேஷன் ஒன்ஸ் அகைன் நாகரத்னா மேம் சோ ஏர்க்கனே டைமண்ட் முடிச்சிட்டீங்க சோ இப்போ டபுள் டைமண்ட் முடிச்சி இருக்கீங்க சோ அடுத்து ட்ரிபிள் டைமண்ட் ஆவனோ பிரசிடென்ட் டைமண்ட் ஆவனோ சீக்கிரமா சிஇடி ஆவனோ அப்படி நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் மேம் சோ थैंक यू so much sir and அந்த ரெண்டு நபர்களும் உள்ள இருந்த ஹான்விஸ் பண்ணிட்டு அதுக்கான சக்சஸ் ஆபி சீக்ரெட் அப்படிங்க ஒரு விஷயத்தை இங்க ஷேர் பண்ணலாம் ஒன்ஸ் அகைன் நாகரத்னா மேம் அந்த இன்று ஓரருந்த Mechanics implies shifted Eigрон disfrutet நாக்ரதனா Means அமண்மiałemக்குக்கு eyeshadowzi நன்று பேச் சitiesmann ciao Communlica வ derivatives coworkers ல விற்கு பவின் முடி ஏப்ஞுத Kirsty wszட்ட 스� bullish 우리가 wholly மைக்கpeace பல VISTA முட்டு கிர Vergara ோக்க выход முடிய பார்wivesalta நாக் scaresmaker நான் உகளை என்ன உட அய மைக்கchangeை longitud hiç யார்வு ச எல்லி போதுzip முடிர்கrors beneficiதருología முடிய dokładின் சோ உண்மையிலயே பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்றேன் என்ன இந்த இடத்துலதான் அந்த ஒரு பொசிஷன் அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுனாலதான் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் நாங்க ஒவ்வொருத்தரையும் பண்ணிட்டு இருக்கோம் சோ மத்த எங்கேயுமே இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்காது பட் நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் இந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுனாலதான் ஏதோ ஒன்னு அச்சீவ் பண்ணி நாம அந்த ரெக்கக்னேஷன் வாங்கணும்ன்றதுக்காக தான் முழுக்க முழுக்க ட்ரை பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன் சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு எனக்கு முழுசா காரணமா இருந்தா என்னோட ஓன் சிஸ்டர் அவங்களே சொல்ல சொல்ல ஏன்னா சூப்பரா அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி என்னோட லைஃப் லைன்ல எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப நியூர் ஷாபு சார்ன்றவங்க டைமண்ட் முடிச்சிருக்காங்க அவங்க கூட பாத்தீங்கன்னா என்னோட டீம் தான் சோ உண்மையில இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம லெவல்ல பார்த்துதான் அவங்களும் பூஸ்டப் ஆயி நாங்களும் முடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வரையும் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபோர் டைமண்ட் டைரக்டரா கொடுத்திருக்கேன் சோ என்னோட டீம்ல என்னோட ஓன் சிஸ்டர் டபுள் டைமண்ட் டபுள் பிரசிடென்ட் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி நானும் பிரசிடென்ட் முடிச்சிருக்கேன் நான் கம்மியா இருக்கு ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் இந்த சிஇடி லெவல் இடி லெவல்ஸில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான் டைமண்ட் ஹேர்ட் தான் என்னுடைய பேக் போனாக இருந்தது நாகரத்னா மேம் அப்புறம் அவங்க சிஸ்டர் மஞ்சுளா மேடம் தான் மெயின் காரணமாக இருந்தது சில்வா சாரு சிஇடியும் அதுக்கப்புறம் எனக்கு அப்பப்போ மோட்டிவேட் ஆகிறதுக்கு நான் ஆக்சிஸ் இந்தியாவில் யார் யார் சாதிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் அதில் வந்து அதிகமாக நான் வந்து மோட்டிவேட் பண்ணது வந்து விஜய் சாரோட ஸ்பீச் தான் அதுக்கப்புறம் சிஇடி விஜய் சாரு அந்த கார் அச்சீவ்மெண்ட்டில் அவர் பேசுன ஸ்பீச் வந்து எனக்கு இன்னமும் அப்படியே மைண்டில் இருக்குது அப்புறம் வித்தியா டாக்டர் அவங்களுடைய ஸ்பீச்சும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஆஷா மேம் டேவிட் சார் அதுக்கப்புறம் வனிதா ஸ்ரீராஜேஷன் சொல்லி ஒருத்தங்க அதுக்கப்புறம் எங்கள் டீமில் டாப் லீடர்ஸ் சுஷ்மிதா மேம் மோனி மேம் சங்கரி மேம் சுஷ்மிதா இவங்க மஞ்சுளா பாக்யா அப்புறம் காயத்ரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இவெஞ்சிலின் இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸு என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க உஷா சீரியலு இவங்களாலாம் மறக்க முடியாது நான் இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து நான் ஒரு பத்து வருஷமா பல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பார்த்துட்டேன் ஆம்பெயில் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் அதுக்கப்புறம் வெஸ்டீஜ் அதுக்கப்புறம் சர்வெஸ்டி அப்புறம் ஐஆர்சின்னு சொல்லி பல விதமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபைல் இயர் ஃபைல் இயர் ஃபைல் இயர் நான் பார்த்தேன் ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல டாப் ஒன்னு இந்தியாவில் இந்த வேர்ல்டுலே நம்பர் ஒன்னு ஒரு கம்பெனி அது ஆக்சிஸ் கம்பெனி மட்டும்தான் எல்லாரையும் வாழ் வைக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இது இருக்கு வர வாரத்தில் நான் இனிமேல் என்னுடைய டாப் ஒன் பொசிஷன்ஸாக நான் கொண்டு வருவேன் இடி சிஇடி விபி இந்த பொசிஷன்ஸ் நான் குயிக்கா அச்சீவ் பண்ணுவேன் நான் என்னுடைய வீக்லி இன்கம் எப்பவுமே ஒன் லேக் ரீச் பண்ணிட்டே இருப்பேன் இந்த வீக் என்னுடைய இன்கம் வந்து ஒன் லேக் வந்து இருக்கு இதுக்கு காரணமாக இருந்தால் எல்லாருக்குமே நான் டேங்க் பண்ணிக்கிறேன் டேங்க்யூ Thank thank you, thank you, thank you so much sir. And a big congratulations. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்க இல்ல நான் வந்து விபி ஆகணும் சிடி அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டீங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க கையில வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு என்னோட ஹார்ட்டி கங்க்ராசுலேஷன்ஸ் பண்ணிக்கிறேன் சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பாட்டுக்கு போயிடலாம் அடுத்து நம்ம என்ன செக்ஷன் பண்ண போறோம்னா மெயினா அந்த நபர்களுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங்கே ஆர்கனைஸ் பண்றது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு சில நாட்கள்ல அதுக்கான எஃபெக்ட் போட்டுனஸ் காத்துக்கிட்டாங்களோ இல்லையோ இருந்தாலுமே வந்த உடனே தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை பதிக்கணும் உண்மையாலுமே அதுதான் வேற லெவல் ஒரு விஷயமே வந்தவனே ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டுனா நம்ம கடைசி வரைக்கும் அது நம்ம இதுவுள்ள இருந்துகிட்டே இருக்கணும் வந்தவனே இந்த ஒரு விஷயம் பண்ண பண்ண பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்கும் சோ குவிச்சுவர் அந்த நபர்கள்தான் இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்க போறோம் பண்ணுங்க மேம் நெக்ஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா ஜெய பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் தேர்டீன்த் வீக் கூடிய குவிக் ஸ்டார்ட் அச்சீவர் சொல்லிட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க சார் கங்கிராச்சுலேஷன்ஸ் வேர் லெவல் ஸோ அடுத்து வரக்கூடிய வாரங்களை நீங்க இன்னுமே சூப்பரா போனோம் நீங்க இந்த வாரம் முடிச்சீங்கன்னா அடுத்த வாரம் உங்களை நம்பி வந்த அந்த நபர்களை இந்த ஒரு இடத்துல அவங்களுடைய போட்டோ ஷேர் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுங்க கங்கிராச்சுலேஷன் சார் சோ அடுத்தது மிஸ் தேவி மேம் இவங்களும் வந்து பதிமூணாவது வாரத்தோட குயிக் ஸ்டார்ட் அச்சுவர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க சூப்பர் மேம் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து ஒரு விஷயத்த பண்றதுங்கிறது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு விஷயம் ஏன்னா கூட இருந்து பாத்துட்டு இருக்கேன் டீம்ல அவங்க படக்கூடிய கஷ்டங்கள்லாம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு பாப்பாவை பாத்துக்கிட்டு பிசினஸ் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இருந்தாலுமே உள்ள வந்த உடனே அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இந்த ஒரு பிசினஸ் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கீங்க சூப்பர் வேற லெவல் ஒரு டீம் மெம்பர்ஸ் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன் அடுத்தது ராஜேஷ் வரி மேம் மிசஸ் ராஜேஷ் இவங்களுமே ஒன் ஆஃப் தி வைஃப் ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியில இருந்து இந்த ஒரு பிசினஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க குவிக்ஸ்ட் அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிருக்காங்க மேம் அடுத்த வாரம் சூப்பரா செம்யா பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் மேம் அச்சீவ் பண்ணிருக்காங்க பதிமூணாவது வாரத்தினுடைய குயிக் ஸ்டார்ட் அச்சீவர் கங்கராச்சுலேஷன் மேம் நீங்களே சூப்பரா பண்ணுங்க வரக்கூடிய வாரங்கள இதை விட அதிகப்படியான அச்சீவ்மெண்ட்ஸ் அதுக்கு என்னோட விஷஸ் மேம் அடுத்தது மிஸ்ஸஸ் கௌதமி மேம் ஓகேங்களா இவங்களுமே பதிமூணாவது வாரத்தினுடைய குவிக் ஸ்டார்ட் அச்சீவர் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு விஷயத்துல இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் மேம் வேற லெவல் நீங்களுமே நம்பி வந்த நபர்களை இந்த ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வரணும் அடுத்த வாரம் அவங்களுடைய போட்டோ இங்க ஷேர் ஆகணும் அதுக்கு அவங்க கூட சேர்ந்து ஒர்க் ஓட்டை பாருங்க பெஸ்ட் அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்கராசுலேஷன் மேம் அடுத்தது மிஸ்டர் பார்த்த சாரதி சார் இவருமே பதிமூணாவது வாரத்தினுடைய பண்ணும்போது உள்ள வந்து ஒரு வாரத்துல இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு வரக்கூடிய வரல அடுத்த போயிட்டே இருங்க அதுக்கு என்னோட அட்வான்ஸ் So, Mr. Maharajan, sir. Maharajan, sir. team சோ மிஸ்டர் மகாராஜன் சார் மகாராஜன் அவருடைய டீம்ல இடி சார் இருக்காங்க அதே பேர்ல இருந்துகிட்டு இந்த ஒரு விசத்தை எடுத்து சூப்பரா பண்ணிருக்கீங்க வந்த உடனே குயிக்ஸாட் அச்சுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கீங்க சூப்பரா பண்ணுங்க வரக்கூடிய வாரங்கள எல்லாருமே சூப்பரா பண்ணும் இந்த ஒரு வாரம் வந்தா குயிக்ஸாட் அச்சீவர்ல வந்து எல்லாருமே அடுத்தடுத்த வாரங்கள தன நம்பி வந்தவங்களும் குயிக்ஸாட் அச்சுர் அப்படின்ற So, பொசிஷனுக்கு ஏத்தி விடுங்க சோ அப்ப நீங்க மேல லெவலுக்கு போயிடலாம் ஸோ எல்லாருக்குமே என்னோட ஹார்டிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் விஜித் சார் வந்து சொல்லுவாங்க Thank thank you thank you ma'am uh, so தேங்க்யூ தேங்க்யூ week ஸோ இந்த வீக் தேர்டீன்த் வீக் குவிஸ்டா டச் முடிச்சிருக்கேன் மிஸ்டர் சுகுமார் சார் ரொம்ப சூப்பராக வந்து இந்த வீக் வந்து குயிக்ஸ்டா டச்வர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க சார் ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்கள் டீம்ல வரைய புது நபர்கள் quick நீங்கள் குய்ஸ்டா டச் முடிக்க வைக்கணும் நான் ஹார்ட்லி விஸ்வஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் மேம் மிஸ் சந்திரலேகா ma'am சந்திரலேகா சிஇடி மேம் மாரியே அவங்களோட நேம்லேயே வந்திருக்காங்க ஸோ தேர்ட்டீன்த் வீக் குச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் அதான் மேம் சேம் நீங்களும் உங்க டீம்ல வர அதே மெம்பர்ஸ் சேம்ல டீம்ல வர மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து சேம் நீங்களும் குயிக்ஸ்டா டச் வர முடிக்க வைக்கணும் மேம் ஸோ நெக்ஸ்ட் மேம் கங்கராச்சுலேஷன் மிஸ் ரேவதி மேம் நீங்களும் இந்த தேர்டீன்த் வீக்கோட குய் ஸ்டார்ட் டச் கண்டிப்பா உங்க டீம்ல வர நெக்ஸ்ட் வர எல்லா மெம்பரையும் முடிக்க வைக்கிறனால அடுத்தடுத்த லெவல் நீங்களும் மேல மேல போங்க விமல்ராஜ் தேர்டீன்த் வீக்கோட குயிக்ஸ்ட் ஹச் சோ கண்டிப்பா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க வாங்கிட்டே இருக்கணும் எல்லாரோட வளர்ச்சியை வந்து உங்க சார்பா வந்து கொடுத்துட்டே இருக்கணும் வாங்கிட்டே இருக்கணும்பர்கள் ஃபிக்ஸ்டா டச்சர் முடிக்க வைக்கنا சார் நெக்ஸ்ட் மேம் மிஸ் நஜ்மூன் ஆ சோ சாரி மேம் மிஸ் மிஸ்ஸ் நஜ்மூன் மேடம் வந்து ஃபிக்ஸ்டா டச்சர் நம்பர் 13th இங்க ஒரு ஃபிக்ஸ்டா டச்சரா வந்தாங்க சோ கண்டிப்பா மேம் நீங்க உங்க டீம்ல வர எல்லா நபர்களே வந்து ஃபிக்ஸ்டா டச்சஸ் முடிக்கி வச்சி மேல மேல உங்க டீம் ஸ்ட்ரெngth இன்கிரிமென்ட் கொண்டு பண்ணிட்டே இருக்கணும் மேம் थैंक यू மேம் நெக்ஸ்ட் மேம் மிஸ்ஸ் கன்னிகா மேம் நீங்களும் உங்கள் டீம்ல வர புது நபர்கள் எல்லாரையும் கண்டிப்பாக நீங்களும் மேல மேல தூக்கி விட்டு அடுத்தடுத்து நீங்க உங்களோட பெரிய லெவலில் காட்டிகிட்டே இருக்கணும் மேம் தேங்க்யூ நெக்ஸ்ட் மேம் ஸோ சாரி என்னோட நான் படிக்கிறத தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ தஸ்லீம் மேம் நீங்களும் வந்து கண்டிப்பாக நம்ம தேர்டீன்த் வீக்கோட குயிக்ஸ்ட் வர வந்திருக்கீங்க ஸோ அடுத்தடுத்த லெவல் உங்கள் டீம் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணி மென்னு மேலே இதை பெரிய பெரிய ரெகக்னைஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வாங்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ மேம் லிசி மேம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் மேம் தேங்க்யூ எஸ் எஸ் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா மேம் செல்வி மேம் வந்து வேற லெவல்ல போச்சு உண்மையாவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சோ இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய என்னோட பாட்டு ஏதாச்சும் இருக்கணும் ஆசைப்பட்டேன் நான் இந்த வாய்ப்பை கேட்டே வாங்கிட்டேன் சூப்பரா ஒரு குயிக் ஸ்டாண்ட் அச்சுவர்ல வந்து இந்த வாரம் பாத்தீங்கன்னா செல்லதுரை உண்மையாவே வந்து வேற லெவல்ல பிசினஸ் எடுத்திருக்கீங்க வேற லெவல் பிசினஸ் வந்திருக்கீங்க உள்ள வந்த உடனே குயிக் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்ணிருக்கீங்க சோ அடுத்த அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய மனமா இருந்த வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு பிரியா மேம் சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷ்ணு பிரியா மேம் நீங்களுமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டும் அந்த ஒர்க்கையும் பாத்துக்கிட்டு இன்னைக்கு பிசினஸ்குள்ள வந்த உடனே மாசாணி குவிக்ஸ்டார்ட் ஆச்சு வர விங் பண்ணிருக்கீங்க இதே மாதிரி ஒரு ஒரு வாரம் உங்க டீம்ல வரக்கூடிய ஒரு ஒரு நபர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்க உங்க பேரை சொல்ல வைக்கிற அளவுக்கு நீங்க வளரணும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் பாலச்சந்தர் சார் கங்கிராச்சுலேஷன்ஸ் சோ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த எடுத்திருக்கீங்க எடுத்து அதுல ஒரு மாசான ஒரு சக்சஸும் கொடுத்திருக்கீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அடுத்தடுத்த ரெகக்னைஷன்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே நீங்க உங்களை பதிவு இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன் சோ கங்கிராச்சுலேஷன்ஸ் பாலச்சந்திர சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜகத் சார் ஜெகத் சார் சூப்பர் கங்கிராச்சு பதிமூணாவது வாரத்துடைய பதினாலு பதினஞ்சு கமிங் வீக்ஸ்ல உங்க பேர் சொல்லக்கூடிய நிறைய வாழ்த்துக்கிறேன் உஷா மேம் சோ உஷா மேம் கங்கிராச்சு சூப்பரா பண்ணுங்க மாசா பண்ணுங்க என்ஜாய் பண்ணி பண்ணுங்க பிசினஸ் லீடர்ஸ் கைடன்ஸ் எடுத்துட்டு கரெக்டான வேலை நம்ம ப்ராப்பரா போகும் போது இன்னும் அடுத்தடுத்த படிகளா இருக்கக்கூடிய டைமண்ட் பிரசிடண்ட் ஐம் எக்ஸிகூட்டி டேரக்டர் உண்மையான நேம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்காங்க அதே மாதிரி செல்வகுமார் சார் நேம்ல இருக்கீங்க நீங்களும் நம்மளுடைய சிடி செல்வகுமார் சாரோட அவங்க போன ஒரு உயரத்துக்கு நீங்களும் போகிறதுக்காக வாழ்த்துக்கிறேன் சோ வாழ்த்துக்கள் சார் நெக்ஸ்ட் மின்ஸ் நர்மதா மேம் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு கிடைச்ச விஷயத்த மாசம் எடுத்துட்டீங்க மாசம் ஸ்டார்டும் பண்ணிட்டீங்க ஸ்டெடியா அடுத்த லெவல் போறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீக் உங்க நேம் சொல்ற மாதிரி நிறைய பேர் நான் இந்த இடத்துல பாக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறேன் கங்காச்சுலேஷன் நர்மதா மேம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிருத்விராஜன் சார் சோ கங்கராச்சுலேஷன் பிருத்விராஜன் சார் சூப்பரா பண்ணுங்க சார் பிசினஸ் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணி பண்ணுங்க ஸோ ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரு விஷயத்த உங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்மளுடைய சக்சஸ் டீமுக்குள்ள வந்திருக்கீங்க ஸோ சக்ஸஸ் டீம்ல நிறைய லீடர்ஸ் உங்களுக்கு ரெகனேஷன்ஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த ரெகக்னேஷன்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நீங்க அடையறதுக்கு உங்களுடைய ஒரு சூப்பரான எஃபர்ட்டை போட்டு முடிப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் தேங்க்யூ சார் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்டர் விஜய் ஆனந்த் சார் ஸோ கங்கிராச்சுலேஷன்ஸ் விஜய் ஆனந்த் சார் நீங்களும் மேக்ஸ்ல அடுத்தடுத்த படிகள் ஏறி ஒரு குிக் ஸ்டார்ட் அச்சீவ் என்ற மொதப்படி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களும் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அழகாக நம்ம வந்து வின் பண்ண முடியும் ஸோ நம்ம போய்கிட்டே இருக்கும் அந்த படிகள்ல நம்மள தொடர்ந்து நம்ம கூட வரவங்க ஒவ்வொரு நபர்களையும் ஏற்றி கொண்டுட்டே போயிட்டு இருக்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜயானந்த் சார் ஸோ செந்தில்வேல் முருகன் திருநெல்வேலி உண்மையாவே வந்து ஒரு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த குயிக்சை அச்சீவர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து பெருகிட்டே போகுதுன்னு சொல்லலாம் அப்போ கொஞ்சம் எல்லாருமே திங்க் அவுட் பண்ணி பாருங்க இந்த நம்மளுடைய அக்சஸ் இந்தியாவில் நம்மளுடைய சக்ஸஸ் டீம் ஆல் ஓவர் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் இதுக்கு ப்ரீவியஸா நடக்கக்கூடிய குயிக்சைட் அச்சீவர் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ்ல இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க வேர்ல்ட் சரவுண்டிங்ஸ்ல இருந்து கூட நம்மளோட சக்சஸ் டீம்ல மாசா பண்ணிட்டு இருக்காங்க திருநெல்வேலியில இருந்துருக்கீங்க சார் திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய சூப்பரான லீடர் இருக்காங்க சார் கங்கராச்சுலேஷன் சிவகங்கை சோ சிவகங்கை சூப்பர் சிவகங்கையில இருந்து மாசா பண்ணுங்க வெற்றி பெறுங்க வாழ்க்கையில சோ நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இது எல்லா வாழ்த்துக்களையுமே நீங்க பெறணும் பெறணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட லீடர்ஸ் அழகாக இருக்காங்க யாரு அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன் வாழ்த்துக்கள் வசந்தராணி மேம் பிரதீப் குமார் சார் கங்கராஜுலேஷன் பிரதீப் குமார் சார் சோ நீங்களுமே மாசா பிசினஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுங்க நிறைய பேர் வெளியில இருக்காங்க பிசினஸ் வாய்ப்பை கொடுத்து எல்லாருமே நம்மளோட அவங்களோட லைஃப் ஸ்டைல ஒரு முன் உதாரணமா நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுரேஷ் சார் ஃப்ரம் சேலம் சேலத்துல இருந்து இந்த பிசினஸ் எடுத்து மாசா பண்ணுங்க நிறைய லீடர்ஸ் வந்து சேலம்ல இருக்காங்க சோ அவங்களுடைய கைடன்ஸ் எடுத்துட்டு மாசா சூப்பரா பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொண்டு போய் கொடுங்க சார் அடுத்த லெவல் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஹார்ட்லி கங்கிராச்சுலேஷன்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் எகைன் ஒன் ஒன் பர்சன் சேலம் எடுத்து அந்த எடுத்த டச்சுவர் பண்ணி இருக்கீங்க இதே மாதிரி ஒரு ஒரு வாரமும் உங்க வீக்லி சாரி ஒவ்வொரு வாரம் உங்களுடைய உங்களை நம்பி இந்த பிசினஸ்ல வந்த ஒரு ஒரு நபரிலயும் டச்வர் ஆகறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுங்க உங்களுக்கான அடுத்த படிகளும் இந்த இடத்துல இருக்கு ஆல் தி பெஸ்ட் மேம் சோ சூப்பர் நெக்ஸ்ட் சக்ஸஸ் பிரபு சார் டீம்ல இருந்து அமுதா சுரேஷ் குமார் ஸோ சூப்பர் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இந்த பிசினஸ் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சக்ஸஸ் டீம்லேயே நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரா இந்த business பண்ணி ஒரு மாசு காமிச்சிட்டு இருக்காங்க அந்த வசையில நீங்களும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு கூட சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டீங்க இன்னும் மிகப்பெரிய செலிபிரிட்டி செலிபிரிட்டியா நீங்க ஆகுறன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் பண்ணிக்கிறேன் கங்கராச்சுலேஷன் சோ நெக்ஸ்ட் அனுஷ்யா தேவி ஃப்ரம் தென்காசி ஸோ இன்னைக்கு உண்மையாவே ஹாப்பியா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டு இந்த இடத்துல கேக்கும் ரொம்ப பார்க்கும்போது சொல்லும் போதும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஆக்சிசிட் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு நம்மளோட சக்சஸ் டீமோட குரோத் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்கும்போது சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுஷா தேவி மேம் தென்காசியில நிறைய பேர் உங்களுக்கு உங்கள் மூலியமா இந்த பிசினஸ்க்குள்ள வரும் தென்காசியை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய அதர் ிக் அதர் ஸ்டேட் கண்ட்ரீஸ் வரைக்கும் நீங்க ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன் மேம் ராஜபாளையம் செல்லதுரை சார் ராஜபாளையம் சோ சூப்பரா பண்ணுங்க சார் பிசினஸ் வேற லெவல் எடுத்து பண்ணுங்க மாசா பண்ணுங்க ஓகேவா சோ நிறைய லீடர்ஸ் நமக்காக நம்மளோட கைப்பிடிச்சி மேலே கூட்டு போறதுக்கு இங்க ரெடியா இருக்காங்க சோ அந்த கைடன்ஸ் எடுத்துட்டு நம்ம போனோம்னா ஈஸியா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போலாம் நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்ஸ் போறோமோ நம்மளை பின் தொடர்ந்து வரவங்களையும் நம்ம கொண்டுட்டு போகணும் சோ அடுத்த வாரம் நிச்சயமா உங்க பேரை சொல்ற மாதிரி இந்த குவிஸ்ட் ஆச்சு ஒரு நிறைய மெம்பர்ஸ் உள்ள கொண்டு வரீங்கன்னு சொல்லி நம்பர் விஷய ஆல் த பெஸ்ட் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சோ தேங்க்யூ சோ தேங்க்யூ சோ மச் டு ஆமையாவே இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணதுல இருந்து அஹ் உண்மையாவே பார்க்க பார்க்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் அப் பண்ணதுல இருந்து இந்த இடத்துல ஆஹ் டாப் த்ரீ பிளேசஸ் வந்த மூணு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்றத எப்போதுமே நம்மளுடைய செல்வகுமார் ஆதிமுருகன் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இருக்கு நந்தகோபால் இந்த மூணு பேரும் அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க சோ இதே மாதிரி வரக்கூடிய காலங்களையும் தக்க வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நாங்களும் உங்க கூட காம்படிஷனுக்கு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணி வந்துட்டு அதையும் தாண்டி டாப் த்ரீ பிளே ஃபைவ் பிளேசஸ்ல வந்திருக்கக்கூடிய நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர்ஸ் மனமார்ந்த நன்ன வாழ்த்துக்கள் இந்த இடத்துல வந்து பிராண்ட் டைமண்ட் அண்ட் டபுள் டைமண்ட் டேரக்டரா வந்திருக்காங்க வேற லெவல்ல போங்க கம்பெனில இன்னும் நிறைய நிறைய காத்துட்டு இருக்கு கங்கரா செல்வம்யூ பண்ணுங்க உங்களுடைய பாட்டும் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து எடுத்து பண்ணீங்க சோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இப்ப குட் அச்சவர் பண்ணிருந்தீங்களா அவங்க எல்லாருமே மீட்டிங்ல இருந்தீங்கன்னா நீங்க ஆனலைஸ் பண்ணிட்டு இந்த ஒரு வாரத்துல நீங்க என்ன எஃபெக்ட் போட்டீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க குயிக்ஸ்டாட் அச்சுவர் அப்படின்னு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இங்க ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ஷேர் பண்ணும்போதுதான் நிறைய பேர் அந்த குக்ஸ்டார்ட் அச்சவர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிப்பா போராடிட்டு தான் இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்து ஒரு சில டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் குடுத்தாச்சு நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசலாம் அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களும் பண்ணிட்டு நீங்களோட சக்சஸ்க்கான டிப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க பேசிட்டிரகாஷ் சார் உங்களோட வாய்ஸ் வந்து கேட்கல நீங்க அன்mute பண்ணிட்டீங்க பண்றதுக்கு யாரே இருந்தாலும் கேட்க வரது இல்ல ஆசி சோ அடுத்து வந்து மதி அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் पर्सन இருக்காங்க உங்களுக்கு வந்து அன்mute অপশন தரோ நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் मैम ஹலோ मैम குட் ஈவினிங் मैम என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா मैम எஸ் நான் குட் ஈவினிங் मैम clear மாம் நீங்க சொல்லுங்க ஓகே மாம் இது ஃபர்ஸ்ட் டைம் பேசுற ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம் சப்போர்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட சாரு கமல் சாரு ஸோ வந்து குரு சாரு இவங்க எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தாங்க ஸோ அவங்க மூலயமா அதுவும் இல்லாம என்னோட வந்து டவுன் என்னோட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அதனாலதான் நான் சீக்கிரமாவே வந்து குயிக் ஸ்டார்ட் அச்சீவரா வந்தேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்த மாதிரி என்னோட டீமையும் நான் சீக்கிரமா கண்டிப்பா இதுல வர வைப்பேன் இதுல மேலும் மேலும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு நான் கண்டிப்பா வருவேன் ஒரு மீட்டிங் அடுத்த சீக்கிரம் போயிடுவாங்க குட் इवनिंग मैम வாய்ஸ் கேக்குதா मैम எஸ் சார் குட் इवनिंग சார் நீ பேசலாம் சார் मैम ஐ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் வாய்ஸ் clear நீ பேசலாம் அப்ளை சொல்லற கிட்டதா கேட்டதுனால தான் मैम அதை அட்ஜெஸ்ட் பண்ண ஓகே சார் ஓகே ங்களா ஒரே வார்த்தையில ஒரு வார்த்தைலேஷன் என்ன சொல்றாங்க அதுவுமே கேட்டு வரக்கூடிய வாரங்கள்ல இப்ப சொன்ன மாதிரி டபுள் டைமண்ட் எல்லா ஒரு விஷயத்தையும் கூடிய சீக்கிரம் ஒருத்தர் சொல்ல முடியாது திருப்பதி அண்ணா பழனிமால சிஸ்டர் சுஸ்மிதா சிஸ்டர் செல்வானா இவங்க எல்லாருமே பெரிய ரொம்ப சப்போர்டிவா இருந்தாங்க எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தோம் நான் இதெல்லாம் தாண்டி குவி சாட் வந்து அச்சீவ் பண்ணிருக்கேன் மெயின் ரீசன் இவங்க எல்லாம் தான் இவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்றேன் இந்த இடத்துல தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் மேம் டைம் பேசுறேன்னு சொல்றவங்க சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க நீங்களுமே என்னோட அப்ளைன்ஸ் உடைய சப்போர்ட் எடுத்துட்டு வர கூடிய வாரங்கள் எல்லாம் ஒரு ஷீட்டையும் பீக் அச்சுவ் பண்ணுங்க இதே மீட்டிங்ல வந்து நான் டைமண்ட் மோஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு பேசுங்க அதுக்கு வந்து என்னோட アドவன்ஸ் கंग्रेचुலேஷன்ஸ் சோ थैंक यू सो मच मैम and அடுத்து தேவி ரவி కుమార్ நீங்க வந்து பேசலாம் உங்களுக்கு வந்து அன்mute ஆப்ஷன் வரும் ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் मैम குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங் actually நான் இப்ப இத நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் அண்ட் பாத்தீங்கன்னா இது ஒன் வீக் தான் ஆகுது லாஸ்ட் வீக் தான் நான் ஜாயின் பண்ணேன் இது ஒன் வீக் ஆகுது இந்த ஒன் வீக்ல நான் வந்து அச்சீவ் பண்ணது எனக்கு ரொம்ப சொந்த பெருமையா இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கமலேஷர் அண்ட் கார்த்திகா மேம் சிந்து மேம் முகிலா மேம் எல்லாரோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அவங்க ஒன் ஒன் டே வந்து அவ்வளோ கால்ஸ் பண்ணி எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த ஒன் வீக்ல நான் இவ்வளவு அச்சீவ் பண்ணேன் சோ தேங்க்ஸ் டு ஆல் வந்து மேம் தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி இன்னும் நல்லா வீக் வீக் எண்டா தான் நான் நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேம் தேங்க்யூ ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடும் எங்க மேம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுங்க அது எதுவாக இருந்தாலும் ஆசைப்படுங்க கண்டிப்பா கை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரக்கூடிய வாரங்கள நீங்களும் குடி சீக்கிரம் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் முடிச்சுட்டு இதே மீட்டிங்ல சூப்பரா பேசுங்க ஃப்ளூவெண்டா பேசுங்க சரிங்களா இப்ப பேசுறது ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ கங்கராச்சுலேஷன்ஸ் மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சோ நெக்ஸ்ட் வந்து சிண்டு உங்களுக்கு வந்து அன்மியூட் தேங்க்யூ மேம் அன்மியூட் ஆப்ஷன் தரம் நீங்க பேசலாம் கொங்க கேக்கதா எஸ் மேடம் கேக்குது மேம் குட் ஈவினிங் எல்லாரக்கும் குட் ஈவினிங் கமல் செல்வி மேம் சூப்பரா ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க 90 நான் அட்சீவ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா கமல் சார் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் அக்கா எங்களோட அப்லைன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேசناங்களே தேவி அக்கா எங்க கீழ இருக்கவங்க கவுன்னிங் இவங்க இவங்க சப்போர்ட்டோட தான் நான் இத அட்சீவ் பண்ணிருக்கோங்க நானும் முகினா ரெண்டு பேர் சீண்ட் நானா கவுன் சீண்ட் தான் நான் அட்சீவ் பண்ணிருக்கேன் சோ கமல் சார் அண்ட் கார்த்திக் அக்காக்கு ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மேம் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கீழே இருக்கிறவங்களை முடிக்க வச்சு நம்மளும் முடிக்கிறது உண்மையாலுமே அது இந்த ஒரு பிசினஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் வெளியில பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானது நம்ம மட்டும் பாத்துப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் மத்தவங்களுக்கு பண்றது மூலியமா நமக்கு தேவையானது தன்னால வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இந்த பிசினஸ்ல பார்ட்டிக்குள்ள ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கும் ஒரு ஹார்டி கங்கராச்சுலேஷன்ஸ் மேம் சூப்பரா பண்ணுங்க வரக்கூடிய வாரங்கள்ல இதை விட பெரிய பெரிய சக்ஸஸ் உங்களை வந்து சேரும் அதுக்கு வந்து கंग्रेचुலேஷன் थैंक यू थैंक यू सो मच and ஜெயப்பிரகாஷ் உங்களுக்கு வந்து அன்mute অপশন தரோ நீங்க பேசலாம் சார் um first of all எல்லารக்கும் வணக்கம் நான் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து 2022 நியூ இயர் அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் ஒரு சிங்கிள் ஐடி போட்டு லாகின் பண்ணேன் அதுக்கு அப்புறமேティック வந்து அதுக்கு அப்புறம் தான் பிசினஸ் பத்தி என்னன்னு தெரிஞ்சுகிட்டேன் அதுக்கு அப்புறம் மல்டிபிள் ஐடிஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறமேட்டு தான் தெரிய வந்துச்சு இங்க வந்து நம்ம வந்து ஐடி மட்டும் லாயின் பண்றது மட்டும் இல்ல நமக்கான ஒரு இடமும் இருக்கு நமக்கான ஒரு பார்ட்டுகளும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த வீக் லாஸ்ட் வீக் வந்து கமலேஷ் அண்ணா டீம் விஜய் ஆஹ் அவரு பிளஸ் என்னுடைய டீமுக்கு கீழே ஐயப்பன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருடைய சப்போர்ட் மூலயமா தான் அந்த வீக் வந்து நான் வந்து குட்ஸ் அடிச்சு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கேன் மேடம் ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்களா அவங்கள உயர்த்தி விடுங்க அந்த ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி சூப்பரா செஞ்சிருங்க அதுக்கு அட்வான்ஸ் கங்கராஜுலேஷன் சந்திரலேகா சந்த்ரு உங்களுக்கு வந்து அன்டர்ப்ரன் வந்து முகிலா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா இது டைம் பாத்தீங்கன்னா நாங்க முடிச்சது இல்லாம தேவி அக்கா இன்னொருத்தவங்க ராஜேஸ்வரி அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுமே குயிக் ஸ்டார்ட் முடிச்சிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி டிலே ஆனாலும் கொஞ்சம் எங்களுக்கு நாங்க முடிக்க வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் கார்த்திகா சிஸ்டரும் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் எங்களுக்கு முடிக்க வைப்போம் இது எங்களுடைய ஒரேடத்துல சூப்பர் மேம் கங்கிராச்சு வரக்கூடிய வர சூப்பரா மாசா பிசுங்கா சந்த்ருங் நீங்க சொல்லுங்க மேம் குட் ஈவினிங் மேம் என்னுடைய வெற்றி காரணம் திருப்பதி அண்ணா செல்வாசா அண்ட் பழனி அம்மன் சிஸ்டர் என்னுடைய பதிவு பண்ற மாதிரி உங்களுடைய இருக்கணும் அவங்களையும் இந்த இடத்துக்கு கொண்டு வர வைங்க செல்ல பெரிய போராச்சுலேஷன் ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் பண்ணதுல இருந்து நிறைய பேர் ஷேர் பண்ண ஒரு விஷயம் சொன்ன ஒரு விஷயத்த பண்ணோம் யூனிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க அது மட்டும் இல்லாம தன்னை நம்பி வந்தவங்க கூட சேர்த்துக்கிட்டு நான் ஒரு விஷயம் பண்ணேன் அவங்களையும் நான் ஏத்தன குயிக்சாட் ஹச்சருக்கு நானுமே ஏறினேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டியை தான் டிபெண்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தான் எல்லாருமே சொல்லிருந்தாங்க சோ இப்போ இந்த மீட்டிங் உள்ளார குயிக்சாட் ஹச்சர் முடிக்காத நபர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த சில விஷயங்கள் மட்டுமே ஃபாலோ பண்ணாங்க ஃபர்ஸ்ட் உங்க அப்ளை கிட்ட போயிட்டு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கேட்டுட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பண்ணுங்க அடுத்த வாரம் நீங்களுமே இதே இடத்துல வந்து உங்களோட சக்சஸ் பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணலாம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் இந்த ஒரு சொல்லிக்கிறேன் and then enakke indadathala pesathukku or waypu appo or vishayatha kudutha engalude series aasha ma'am david sir and nisi ma'am and then nammude honorable vice president sir surendra sir avarkkum inga aduthala thank you panikiran thank you thank you so much and nisi uh, ma'am nama vandu section end panikla ma'am yes ma'am yes ma'am end panikla ma'am thank you so much ma'am unmayave innikke session vandu romba mass ah kondu poninge rendu perume so tamil selvi ma'am and ஆஹ் விஜன் பிரதர் ரெண்டு பேருமே சூப்பரா கொண்டு போனீங்க கங்கிராச்சுலேஷன் சோ நீங்களும் அடுத்த லெவலுக்கு ஆஹ் சக்சஸ் பண்ணறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கு செஷன் ரொம்பவே சூப்பரா முடிஞ்சிச்சு எகை நாளைக்கு ஒரு சூப்பரான செஷன் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றத நம்ம ரீச் பண்ணி தீரணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன் மறக்க வேண்டாம் நம்ம டீம்ல இருக்க ஒவ்வொரு நபர்களையும் அந்த மீட்டிங் போக்கஸ் பண்ணுங்க சோ லிங்க் வந்து மார்னிங்ல இருந்தே வந்துருது கொஞ்சம் எல்லாருமே போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் சோ தேங்க்யூ சோ மச் டு ஆல் கங்கிராச்சுலேஷன் ஒன் அகைன் இன்னைக்கு வீக் ஏர்ன் பண்ண எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் கங்கராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் நான் என் பண்ணிக்கிறேன்